நெடு மாலும் தென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்து என் தரமும் மாட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னம் பெரும் துறையா அங்க அந்த யாரைக்கும் விவேடருளும் கருணை பார்கழனே பாடுதுங்க நம் மாணாய் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டத்து அரியான் எக்கெளிய பெராளன் தென்னன் பெரும் துரையான் பிச்சேற்றி பாராவ என் கூளம் புகுந்த ஆரா அமுதமாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பெராசை வாரியனை பாடுதுங்க அம்மா நாய் இந்திரனும் மாலையணு ஏனோருவானோரும் அந்தரமே நிற்க சீவன் அவனி வந்தருளியரமும் மாட்கொண்டு தோல் கொண்ட நேற்றாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த ஆனந்தம் பாடுதுங்கானம் வந்த தேவர்களும் மாலையனோடிந்திரனும் காணின்று பற்றியும் புற்றெழுந்தும் காண்வறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலையளித்து ஊன் வந்த ரோமங்கள் உள்ளே உயிர் செய்த தேன் வந்த அமுதினும் தேள்ளி கழலே பாடுதுங்கான் அம்மா நாய் கல்லாமணத்து கடைபட்ட நாயணே வல்லாளன் தல் யான் பிச்சேற்றே கலை பிசைந்து கணியாக்கி கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை சில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மண்ணோ ஒல்லை விடை யானை பாடுதுங்காரம் மாணாய் கெட்டாயோ தோழி கிரி செய்தவாருவன் மதில் புடை சொல் நன் பெருந்துரையா காட்டாதன எல்லாம் காட்டி தீவம் காட்டி தாழ் காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்த